க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அக்டோபர் டுவெண்டி ஃபோர் டைம் வந்து ஒரு டூ ஓ கிளாக் மேலாகுது ப்ரியஸாக பார்த்திங்கன்னா ஒரு பைக்கால் ஆக்சுவலி இந்த பைக்கால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர்வான ட்ரேட் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் முன்னாடியே ஜெனெட் ஆயிர்ந்துச்சு இந்த பைகால் செவன் ஃபோர் எயிட்டி ஒனில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் வந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரேட் போனது ஒரு 12 டொல்பிஎம்க்கு அப்புறமா நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் break out பண்ணுச்சு 7499 ஃபோர் நைன்ட்டி நைன் அதுக்கப்புறம் செகண்ட் டாரட் இப்போ பாருங்கள் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ட்ரேடிங் வந்த போது மார்க்கெட் ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் பார்த்திங்க அப்படின்னா செவன் தௌசண்ட்க்கு கீழே ட்ரேடிங் போச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் வந்து ட்ரேடிங் வந்து போகுது மார்க்கெட் ஒரு பீக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஏறிட்டே வந்து இன்றைக்கி அகெயின் பார்த்திங்க அப்படின்னா க்ரூடாயில் வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுல ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு எப்போலாம் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் மாறுதோ அப்போலாம் நமக்கு கால்ஸ் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணி வரும் அதாவது கேண்டலுடைய கலரே வந்து சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அது எப்போ வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி ஆகுது நமக்கு பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கண்டினியூஷனாக நமக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்ட்டாக இருந்துச்சு மார்க்கெட்டால் செவன் ரேஞ்ச் ப்ரேக் பண்ணி மேலே போக முடியல ஸ்ட்ராங்காக ஸோ அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் வந்துகிட்டே இருந்ததில்லை டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அதை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆகிட்டு செல் அட் செவன் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரியஸ் கால் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் முன்னாடியே இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்திருக்கு எப்போ நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ நமக்கு கேண்டில் கலர் ஆகும் அது வரைக்கும் கேண்டில் இருக்கும் யார் வேணாலும் சரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்த்துட்டே இருப்பீங்க அந்த ட்ரெண்டு மாறுறத ஜஸ்ட் கேண்டில் கலரை வச்சு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் இதை வச்சே உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும் நானே ட்ரேட் பண்ணிடுவேன் என்னுடைய ஓன் மெத்தட் இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இதை ஒரு ட்ரெண்டுக்காண்டியே ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஏன்னா வர்ற கால்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் ஒரு டார்கெட் ஒன் அண்ட் டூ ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப்லாஸ்ல இன்னும் கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்திங்கன்னா வந்து, வரும் சோ பார்த்து, ஆர்டர் பண்ணிக்கலாம். நமக்கு 75.68, இருக்கு 75.49, 19. த் பண்ணிாங்க நமக்கு ஜென்ரேட்டான சில்கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு தேர்ட் கேண்டில் டக்குன்னு மார்க்கெட் மேலே போனதில் ஸ்டாப்லாஸ் லைன் பார்த்திங்க அப்படின்னா டச் ஆயிருச்சு மார்க்கெட் கண்டினியூஸாக தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு மார்க்கெட் ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிச்சு பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் கூட சொல்லலாம் மார்க்கெட் ஸ்லோவாக ரெக்கவரி கொடுத்து மேலே வர ஆரம்பிச்சிது அது மேலே வர ஆரம்பித்ததுனால நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அதனால் நமக்கு பைக்கால் வந்து சேஞ்ச் ஆச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுது அப்படின்றனால கிரீன் கேண்டில் 7566 வந்துச்சு வந்துச்சுட் செவன் எயிட்டி போர் பாயிண்ட் டூ நைன்டின் ஆகும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஆகுது நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் ஒரு வாலட்டையில் அப் அண்ட் டவுன் போனாலும் நமக்கு ஃபைனலாக இப்போ ஃபர்ஸ்டார் அட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஜென்ரேட்டான ஒரு பைக்கால் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் பிரேக்வுட் பண்ணியிருக்கு ஸோ நம்ம இன்றைக்கி க்ரூட் ஆயில் ஒன் ஒன் ஒன் மினிட் சாட்டில் ஒரு அப்புறம் ஜென்ரேட்டான ஒரு செல் கால் ஒரு பைக்கால் பார்த்தோன்னா டீட்டெயில் பார்த்தோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இருந்தால் நல்ல ஒரு ஹெல்ப்பிங் டூலாக இருக்கும் டக்குன்னு இதை பார்த்து உங்களால் பண்ணிக்க முடியும் நினச்சு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க இந்த டூஸ்கிரைப் பண்ணி தான்